புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துவாவை நாம் கண்டிப்பாக ஓத வேண்டும் அனஸ்வதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லா ஹலி வசலம் அவர்கள் அடைந்து விட்டால் இந்த வார்த்தைகளை சொல்லி செய்வார்கள் இந்த பறக்கத்து செய்து ரமலானை அடையசை என்று நபி அவர்கள் ஓதுவார்கள் இந்த துவாவை நாமும் தொடர்படியாக ஓதி ரமலானை அடைவோமாக